மொத்தம் இந்த உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு கண்ட்ரீஸ் இருக்குது அதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ஈஸியாக இண்டியன்ஸுக்கு வீசா தெரியுமா இண்டிவிஜுவலாக ஆன்லைனில் வீசா நீங்களே அப்ளை பண்ணலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் தேங்க்